ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைண்டே சேனல் நான் இன்றைக்கி தயிர் இட்லி தாங்க ரெடி பண்ணிட்ருக்கேன் இது செய்யறதுக்காக ஒரு கப்பில் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி ஒரு நாலஞ்சு மிளகு எடுத்து வச்சுருக்கங்க இதெல்லாம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன் தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க தயிர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தயிர்லேருந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு தயிர் மட்டும் இதில் எடுத்து தனியாக கலந்து எடுத்து வச்சுக்கலாம் தேவையான தயிர் தனியாக எடுத்து வச்சுட்டேங்க இதை நல்லா நான் கலந்துக்க போகிறேன் இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச தயிருக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க அதுக்காக நான் பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இது சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்து கருவேப்பில வரமிளகா பச்சை போட்டு தழிச்சிக்கலாம் பேன் சூடாயிடுச்சு கடுகுளுளுந்து நாம் எடுத்து வச்சுக்க கருவேப்பில வரமிளகா பச்சை மிளகா தயிரில் தாளித்ததெல்லாம் இந்த தயிரில் கொட்டியாச்சு நாம் அரைச்சி வச்சுருந்துங்களா தேங்காய் பேஸ்ட்டு அதை வந்து இதில் ஒரு ஸ்பூன் கலந்துக்கிறேன் இந்த தயிர் கூட இந்த தேங்காய் பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கலந்தால் போதுங்க மிச்சம்னா நம்ம குழம்புல கூட வேறு வைக்கும்போது சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தயிருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம இட்லி எல்லாம் அசம்பிள் பண்ணிக்கலாங்க ரெண்டு இட்லி வச்சுட்டு நம்ம இந்த கடைஞ்சி வச்சிருக்க தயிர் மேலே ஊற்றிக்கலாம் தயிர் சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கிரேப்ஸ் திராட்சை சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போது தயிர் இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா இட்லியில் நிறைய வெரைட்டி செய்வோம் அந்த மாதிரி தயிர்லேயும் இந்த மாதிரி தயிர் இட்லி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் கெஸ்ட்டு யாராச்சும் வரக்கி இது செஞ்சு கொடுத்து பாருங்க சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் நம்ம நெக்ஸ்ட் டேயில் மீட் பண்ணலாம்